ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜெரீஸ் ட்ரைப்ஸ்ல இருக்கக்கூடிய பியூர் சில்வ் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் சேரியுடைய நம்பர் நைன் டூ ஃபைவ் சேரீ உடைய நம்பர் நைன் இந்த பேட்டன்லான்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்போ அப்டேட் போட்டாலும் மேக்ஸிமம் ஸாரீஸ் வந்து சோல்ட் ஆகிடுதுங்க ஸ்டாக்கே வந்து இந்த சாரீஸ் வந்து வைக்க முடியல அந்தளவுக்கு வந்து இது வந்து மோஸ்ட் வாண்டடாகவும் மூவிங் சேரீயாகவும் இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து சிங்கிள் கலர் சாரீ பாடி ஆஃப் சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலர் டீல் ப்ளூ கலரில் இருக்குதுங்க பாடியில் வரக்கூடிய புட்டாவும் சரி அண்ட் டாப் டு பாட்டம் வரக்கூடிய அந்த ஜரி ஸ்ட்ரைப் லைன்ஸும் சரி கோல்டு டெஸ்டட் ஜரில இருக்குதுங்க அண்ட் இதுல வார்புல வார்ப்பு வச்சு கைத்தறியில நெசவு பண்ணிருக்கோம் ஒவ்வொரு சாரி கூட கட்டாயம் இதுவும் சிங்கிள் கலர் சாரி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி தான் இருக்கும் வித் புட்டாவோட வருங்க இந்த சேரீயுடைய கலர் பிரைட் பிங்க் கலர் ஸேரீல பாடி ஆஃப் சேரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டரும் லென்த் ஆஃப் ப்ளவுஸ் பாயிண்ட் of மீட்டரும் வித் ஆஃப் த சேரீ அண்ட் பிளவுஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் எப்போ இருக்குங்க சேரீ நம்பர் 927 ச ஃபஸ்ட்டு டூ சாரீஸ் மட்டும்தான் சிங்கிள் கலர் சாரீங்க அதுக்கப்புறம் சேம் பேட்டன்னில் கான்ட்ராஸ்ட்டு பல்லு ப்ளவுஸ் வரக்கூடியதான் நம்ம பார்க்குறோம் அதில் இந்த தேர்ட் சேரீ நைன் டூ செவன் பாடி ஆஃப் சேரீ ரெட் கலர்லையும் பல்லுவன் ப்ளவுஸ் எல்லோ கலர்லையும் இருக்குங்க இது வந்து கோல்டன் எல்லோவில் இருக்கும் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து த்ரீ ப்ளை த்ரெடு ஒர்க்குங்க ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சேரீ தின்னாக தான் இருக்கும் ஆனால் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்காதுங்க உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சேரீஸ் அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேட் சரிங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் இருக்குங்க அதாவது சில இடங்களில் அந்த த்ரெட்டு வந்து திக்காக இருந்தது அப்படின்னா அது டார்க் கலராக இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக விசிபிள் ஆகும் புட்டாக இருந்தது அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டாலன்னு பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம தறியில் ஹூக்ஸ் போட்டு டைட்டாக மாட்டி அதுக்கப்புறம் நெசவு பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த இடத்துல புட்டால் என்னாகும் இருக்கும் அப்படின்னா லைட்டாக விலகி இருக்கிற மாதிரி இருக்கும் அது லைட்டாக இருக்கும் ரொம்ப ஆடெல்லாம் இருக்காது சு so, அதலாம் வந்து Hand-Loom Marks கண்டிப்பா Hand-Loom Sari'sல வந்து Hand-Loom Marks இருக்கும் Sari Number 929 929ல பல்லும் பிழ்வு ந்ப்பிலாவுஸ் bright pink colourலியும் body of Sari الغை green colourலிருக்குங்க Sari Verity price 6700 with free shippingல all over India உங்களுக்கு இந்த Sari's கடிக்கிது இந்த வீடியோவில் பார்க்குற எந்த ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணாலுமே சிக்ஸ் தௌசண்ட் செவன் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே Paytm, Account Transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி transfer பண்ணிக்கலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறேங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குங்க அதுக்கு ஒரு சாரீ தான் நீங்கள் வந்து புக் பண்ண முடியும் கேஷ் ஆன் டெலிவரியில் அதுவும் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் order confirm பண்ணும்போது நீங்கள் பே பண்ணால் மட்டுந்தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரியுடைய கலர் சொல்லிடுங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா அல்கே க்ரீனும் அண்ட் ஹாஃப் வைட்டு மிக்ஸிங்கில் இருக்குதுங்க டபுள் ஷேடு மாதிரி வரும் பாடி ஆஃப் சாரீ இதுவே பல்லுவன் ப்ளவுஸ்னால் லைட் சாக்லேட் ப்ரௌனில் இருக்குங்க வந்து 931 பழுவன் பிளவுஸ் டார்க் வயலட் கலர்லயும் பாடி ஆஃப் சேரீ கிரீம் கலர்லயும் இருக்குங்க எல்லாமே கோல்ட டெஸ்ட் சரீல தாங்க உங்களுக்கு ஒர்க் வரும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு shipping charges எக்ஸ்ட்ரா வரும் Number of சாரீஸ் order பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க Return policy பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலும் அல்லது நீங்க புக் பண்ண சேரீ இல்லாமல் வேற சேரீ வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் video ஒரே வீடியோவாக இருக்கணுங்க கட் வீடியோவாக இருக்கக்கூடாது அண்ட் எந்த ஒரு damage டேமேஜோட உங்களுக்கு வரவே வராது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் சில டபுள் ஷேட் கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியுறதில்லைங்க ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து லிட்டில் பிட் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்சஸ் வந்து கலரில் இருக்க செய்யும் ஸாரி நம்பர் நைன் த்ரீ டூ பல்லுவன் டவுஸ் டார்க் வைலட் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ பிங்க் கலர்லையும் சாரி நம்பர் த்ரீ பாடி சாரி சில்வர் கிரே பலுவன் பிளவுஸ் பிங்க் கலர்ல இருக்குங்க தெரியாதுங்க இதே வந்து டார்க் கலர் உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் தெரியும் இப்ப நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த சாரீஸாக வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப்பில் ஸாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு சாரீ நம்பர் நைன் த்ரீ ஃபோர் இதேமே ஸ்ட்ரைப்ஸும் புட்டாவும் வந்துருக்குங்க பாடி ஆஃப் ஸாரீ காஃபி ப்ரௌன் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லையும் இருக்குதுங்க இந்த சாரீஸ் எல்லாம் ப்யூர் சில்குங்கிறதுனால கட்டாயம் dry wash சாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ நைன் இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்லலாம் ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருதுங்க ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வரணுங்குற நேம் வரும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்